அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆன்லைன் வாயிலாக ஆலிமா வகுப்பு படிக்க வேண்டுமென்று விரும்பக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த ஒரு புதிய முயற்சி நிச்சயமாக பலந்தரும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த முயற்சியை நாம் மேற்கொள்கின்றோம் நாம் ஆலிமா படிப்பதற்கு மிக முக்கிய துறையாக இருக்கக்கூடியது இலக்கணத்துறை அதாவது ஒரு மொழியை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அந்த மொழியினுடைய இலக்கணத்தை நாம் முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மொழிக்கும் அடிப்படை ஆணி வேறாக இருப்பது அந்த மொழியினுடைய இலக்கணம் இலக்கணம் தெரிந்தால் மட்டுமே ஒரு மொழியிலே வரக்கூடிய வார்த்தைகளுடைய பிழைகளை நம்மால் கண்டறிய முடியும் இலக்கணம் தெரிந்தால் மட்டுமே ஒரு மொழியில் எந்த வார்த்தையை எங்கே இணைக்க வேண்டும் எங்கே துண்டிக்க வேண்டும் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இலக்கணம் தெரிந்தால்தான் அதை சரியான முறையில் வாசிக்கவும் முடியும் சரியான முறையில் அர்த்தமும் கொடுக்க முடியும் இலக்கணம் அல்லாது நாம் எந்த மொழியை நாம் கற்றுக்கொண்டாலும் அந்த மொழி முழுமை பெறாது என்பதை முதலிலே நம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழாக இருக்கலாம் ஆங்கிலேயமாக இருக்கலாம் உருதாக இருக்கலாம் எந்த மொழியினாலும் சரி அந்த மொழியை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதனுடைய இலக்கணம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இலக்கணம் இருந்தால் அந்த மொழியை முழுமையாக நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும் அந்த அடிப்படையில் அரபிக்கான இலக்கண புத்தகங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளமாக இருக்கிறது அதற்கு அளவுகோலே இல்லை கிட்டத்தட்ட நம்ம மதரசாவில் ஓதும்போது ஏழு வருடங்கள் இலக்கணம் கற்றுத்தரக்கூடிய மதரசாக்கள் கூட உண்டு ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கடல் தான் அரபி மொழியினுடைய இலக்கணம் என்பது இருந்தாலும் ஒரு சிறிய அளவுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் முதலாம் ஆண்டு பயிலக்கூடியவர்களுக்கு நாம் இந்த சலாசத்துல் குத்துப் மூன்று புத்தகங்கள் பொதிந்த ஒரு பாடத்தை நாம் நடத்துகின்றோம் இந்த பாடத்தை படிச்சுக்கிட்டவங்க ஓரளவுக்கு இலக்கணத்தை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு சில வார்த்தைகளுடைய அர்த்தங்களையும் விளங்கிக் முடியும் அடிப்படையான முக்கியமான சில விஷயங்களை நம்மளால் கண்டிப்பாக இந்த மூன்று புத்தகங்களையும் முழுமையாக நாம் படித்தோம் என்றால் நிச்சயமாக நம்மளால் விளங்கிக்க முடியும் அதனால் முதலாம் வகுப்பு மாணவர்களுக்காகத்தான் இந்த சலாசுத்தர் குத்தும் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம் நடத்தப்படுகிறது இப்பொழுதைக்கு இந்த முதலாம் வகுப்புக்கு இரண்டு புத்தகங்கள் நடத்தப்படும் இந்த புத்தகமும் இதை அல்லாது அரபி பேசுவதற்காக மினாஜுல் அரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகமும் நடத்தப்படும் இந்த பாடங்களை சரியான முறையிலே கவனித்து வாருங்கள் நிச்சயமாக சிறந்த ஒரு ஆலிமாவாக உங்களாலும் ஆக முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நினைவூட்டலோடு இந்த பாடத்தை நாம் தொடங்குகின்றோம் சரி இதனுடைய முதல் வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இஸ்மிரொப்பி கல்லரி ஹலக் என்கின்ற வசனத்தை வைத்துதான் இந்த புத்தகத்தையே தொடங்குறாங்க இந்த ஆயத்து தான் குரான்ல முதல் முதல் இறங்கப்பட்ட ஆயத் ஜிப்ரல் அலே அவர்கள் நபி அவர்களுக்கு ஹிராக் கொகையில் அருளும் போது இக்காரிஸ்மர்பி கல்லதி கலக் தொடர்ந்து ஒரு அஞ்சு வசனத்தை இறக்குறாங்க உங்களை படைத்த உங்களது இரட்சகனின் பெயரால் நீங்கள் ஓதுவீராக அப்படின்ட்டு ஒரு வசனத்தை தான் நல்லா இந்த வசனத்தை ஏன் இமாமவர்கள் முசன்னிஃப் இந்த கித்தாபினுடைய முசன்னிஃப் இதை தொகுத்தவர்கள் ஏன் இந்த வசனத்தை போட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னா நீங்கள் எப்போ எதவோத தொடங்கினாலும் பிஸ்மி சொல்லாமல் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க அல்லாவினுடைய பெயரை சொல்லாமல் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செய்யாதீங்க என்பதை உணர்த்துறதுக்கு தான் இந்த இக்கலா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் என்கின்ற இந்த கித்தாபை தொடங்குகின்றார்கள் சரி அடுத்து இந்த கித்தாபை பற்றியான ஒரு மூடலான ஒரு விஷயம் என்ன சலாசத்துல் குத்துப் மூன்று புத்தகங்கள் சலாசத்துன்னு சொன்னால் மூன்று குத்துபுன்னு சொன்னால் புத்தகங்கள் சலாசத்துன்னு சொன்னால் மூன்று குத்துபுன்னு சொன்னால் புத்தகங்கள் இந்த ஒத்த வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய நோட்டுகளில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நேரமும் அது பயன் தரும் என்பதையும் சொல்லிக்கிறோம் இப்போ மூன்று புத்தகங்கள் என்று இதற்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன மூணு புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறத கீழே சொல்கிறாங்க அல் மீசான் மீசான் என்று ஒரு புத்தகம் ஒல் அஜினாசு அஜினாஸ் என்று ஒரு புத்தகம் ஒ ஜானி ஜன்ஜானி என்று ஒரு புத்தகம் மீசான் அஜினாஸ் ஜஞ்சானி இந்த மூன்று புத்தகங்களும் இதிலே இருக்கிறது இந்த ஒரு புத்தகத்துக்குள்ளே என்ன செய்து மூணு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க ஃபித்தஸ்ரீஃபி சரஃபுகளை கொண்டு இது வந்து ஒரு புதிய வடிவமைப்பில் கொண்டு வரப்பட்ட ஒரு புத்தகம் இதனுடைய பழைய வடிவமைப்பு என்பது இப்படி இருக்காது பழைய போங்கும் இதில் நம்ம படிக்கக்கூடிய போங்குகளும் போல இருக்காது ஒரு புதிய விதமான போங்காகத்தான் அது சரி இப்போ இந்த சலாஸ்தல் குத்துவுலேயே நம்ம முதல் படிக்கக்கூடிய பாடம் என்ன பாடமும் முதல் படிக்கக்கூடிய புத்தகம் என்ன புத்தகம்னு சொன்னால் மீசான் என்கின்ற இந்த புத்தகத்தை தான் நம்ம முதல் படிப்போம் இந்த மீசான் இருக்கு இல்லையா இந்த மீசான் என்கின்ற இந்த புத்தகத்தை தான் நம்ம முதல் படிப்போம் அடுத்து அதினாஸ் படிப்போம் அடுத்து ஜஞ்சானியை நம்ம படிப்போம் சரி இப்போ இந்த மீசான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் மீசான் என்று சொன்னால் நிறவுகோல் தராசுன்னு நம்ம சொல்லலாம் மீசான்னு சொன்ன சொல்லலாம் தராசுன்னு சொல்லலாம் ஒரு பொருளை வச்சு நம்ம இடந்தோம் சொன்னால் இட போட்டோம்னு சொன்னால் ஒரே அளவுகோலில் காமிக்கக்கூடியது தான் மீசான் ஏன் இந்த கிதாபுக்கு மீசான்கிற பெயரை வச்சாங்கன்னு சொன்னால் இந்த புத்தகத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு அளவுக்கு நம்மளால் அரபி மொழியை எடை போட்டு முடியும் ஓரளவுக்கு ஒரு நியாயமாக நம்மளால் சில விஷயங்களை விளங்கி கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இந்த முதல் புத்தகத்திற்கு மீசான் என்கின்ற பெயரை சூட்டியுள்ளார்கள் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு வரோம் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கண்ணும் கருத்துமாக நீங்கள் விளங்கி வைக்கணும் அப்போ தான் மட்டும்தான் இதை முழுமையாக படிக்க முடியும் ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா இன்ச்சு பை இன்ச்சு பைஆா நம்ம இந்த பாடங்களை தொடங்குவோம் அலமது இல்லா சரி இப்போ அதே விஷயத்த தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க இக்ராப் இஸ்மிக்லதி போட்டு இந்த விஷயங்களையெல்லாம் போட்டு தொடங்கியிருக்கிறார்கள் இந்த கித்தாப்பை பற்றி சில விஷயங்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இந்த கித்தாப் எழுதுன முசன்னிஃபுடைய பேர் தெரியலை இந்த கித்தாப் எழுதுன ஆசிரியருடைய பேர் என்ன செய்யப்படலை தெரியப்படலை இவங்க யாரு என்ன ஏதுங்கிற முழு விவரங்கள் சொல்லப்படலை இருந்தாலும் இந்த கித்தாப்பை பற்றி சில விஷயங்களை நம்ம வழங்கி இந்த கித்தாப்பு முதல் முதல்ல அரபி மொழியில் இருந்ததாக தெரியப்படலை ஃபாரிசினுடைய மொழியிலாக இருந்தது அல்லது இந்த கித்தாபை அரபி மொழியில் இருந்தாலும் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் ஃபாரிசி மொழியை சார்ந்த வார்த்தைகளாக இருந்தது அந்த ஃபாரிசி மொழி வார்த்தையை கவனிக்கும்போது இந்த கித்தாபை எழுதுனவங்க இந்த புத்தகத்தை எழுதுனவங்களும் ஒரு ஃபாரிசியாகத்தான் இருக்க முடியும் ஒரு ஃபாரிசி மொழியை பேசக்கூடியவங்களாக தான் இருக்க முடியும்னு சொல்லி இந்த கித்தாபை புதிய வடிவமைப்புகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய இமாம் அவர்கள் நமக்கு விளக்கப்படுத்துறாங்க இந்த கித்தாப்பில் இந்த புத்தகத்தில் எதையெல்லாம் சொல்லப்படும் சொன்னால் ஒரு முன்னுரை கூறப்படும் ஒரு முன்னுரை கூடப்படும் கலை சொற்கள் கூடப்படும் சருப்பு செய்கிறத பற்றி என்ன அப்படிங்கிறத சொல்லப்படும் அடுத்து லமீர்னா என்ன பிரதி பெயர் சொல்னா என்னங்கிறத சொல்லப்படும் அலாமத் இதெல்லாம் நீங்கள் இப்பொழுதுக்கு இந்த அரபி வார்த்தைகளை மட்டும் நீங்கள் விளங்கி வச்சுக்கோங்க பின்னாடி பாடம் வரும்போது உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் மு கத்திமா அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நினைவு வச்சுக்கோங்க முஸ்தலஹாத் அப்படிங்குற ஒரு விஷயத்த நினைவு வச்சுக்கேன் சர்பு சர்புங்கிறத நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க அ நஹவு நஹவுங்கிறத நினவுல வச்சுக்கேன் ஓ லமாயர் இந்த வார்த்தைகளை நினைவு வச்சுக்கங்க ஓ அலாமா தோ லில் ஹரகாத்தில் அரபியனுடைய அறக்கத்துகள் அதனுடைய எழுத்துக் குறிகள் என்னெல்லாம் சொல்லப்படும் அப்படிங்கிறத சொல்லப்படும் ஒஹ்ரூஃபோ அசுரியத்தில் சுதாசி ஒரு ரூபாய் இது எல்லாமே என்ன செய்யப்படும் சொல்லப்படும் அதாவது ஒரு முன்னுரை கூறப்படும் பிரதிப்பெயர் சொற்கள்னால் என்னென்னு சொல்லப்படும் அதே போல் கலை சொல்லப்படும் ஒரு எழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பத்தகு ஜபரு கசு நம்ம படிச்சுருப்போம் இல்லையா ஜபர் பேஷு இதுக்கு என்ன பேர் சொல்லப்படும் அது போக ஒரு வார்த்தையினுடைய அடிப்படையான எழுத்துக்கள் எத்தனை மூணா நாலா அதனுடைய இதெல்லாம் என்ன அப்படிங்கிற சொல்லப்படும் அப்புறம் இறுதியாக ஒரு முடிவுரை சொல்லப்படும் அப்படின்ட்டு நினைச்சுறாங்க இந்த கித்தாவை பற்றியான ஒரு கருத்தை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் இதில் நம்ம படிக்கக்கூடியதில் முதன்மையான விஷயம் என்ன சொன்னால் கலை சொற்கள் இதுதான் நம்ம படிப்போம் முக்கத்தியமாக முன்னேறும் நம்ம சொன்னோமா அந்த முன்னுரையில் நம்ம படிக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமானது அல் முஸ்தாத்து கலை நம்ம முதன் முதல்ல படிப்போம் இந்த கித்தாபினுடைய உயிர் இந்த கலை தான் இந்த கலை மட்டும் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கித்தாப்பை படிக்கிறதுல நமக்கு எந்த விதமான புரோஜனமும் இந்த கலை நம்ம நல்ல முறையில் மனநம் செய்துக்கணும் எந்த அளவுக்குன்னு கேட்டால் தூக்கத்தில் எந்திரிச்சு நம்மள்கிட்ட இதை கேட்டாலும் கூட நம்ம ரொம்ப சரளமான முறையில் இதை சொல்லணும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் எதுவுமே படிக்க முடியாது இந்த கித்தாப்பில் மொத்தம் பத்து பாடம் இருக்குது ஒன்றும் இல்லை எத்தனை பாடம் இருக்குது பத்து பாடம் இருக்குது இந்த பத்து பாடமுமே இந்த கலை பொதிந்து வரக்கூடிய பாடம் தான் இந்த கலை சொற்களை ஒரு பாடம் என்ன செய்யாது வரவே வராது இந்த கலை சொற்களை வச்சு தான் எல்லா பாடமும் என்ன செய்யப்படும் அமைக்கப்படும் அந்தளவுக்கு இந்த கலை என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதை ரொம்ப கவனமான முறையில் எந்த அளவுக்கு உங்களால் இதை மனப்பாடம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்கங்க மனப்பாடம் பண்ணிக்க இந்த கித்தாபு யாருக்காவது வாங்கிறதுக்கான வாய்ப்பு வசதிகள் இருந்தால் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம கித்தாபை பேஜை பரட்டி வச்சு தான் நம்ம நினைச்சுட்ருக்கோம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இதையே நீங்கள் கூட முழுமையான முறையில் பார்த்தாலும் உங்களுக்கு போதிய விளக்கங்கள் இன்ஷால நிச்சயமாக கிடைக்கும் சரி பாருங்க இந்த ஒத்த வார்த்தைகள்லாம் நீங்கள் நல்ல ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கங்க பாருங்கள் முக்கத்தி மத்து முக்கி மற்றும் முன்னுரை முக்கத்தி முத்துன்னு சொன்னால் ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பயன் நம்ம பேசுகிறோம் அல்லது ஒரு ஆளுக்கு ஒன்று விளக்கு சொல்லுறோம் சொன்னால் அதை முழுமையாக விளங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முன்னுரையை நம்ம வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கருத்துரையை வைக்கணும் அதுக்கப்புறமாட்டு ஒரு முடிவுரையை வைக்கணும் ஒரு பயன் பேசுகிறோம்னா என்ன தலைப்புக்குள்ளே நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு முன்னுரையை நம்ம கொடுக்குறோம் அப்புறம் ஒரு கருத்துறையை கொடுக்குறோம் இதுதான் இதனுடைய ஆணிவர் கருத்தாக இருக்குது அப்படிங்கிறத அப்புறம் ஒரு முடிவுரையை கொடுக்குறோம் இந்த முன்னுரையையும் நடுவுரையிலும் இருந்து நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முடிவுரையாக நினைச்சியும் இருக்கும் அப்போது இந்த புத்தகத்துலேயும் அந்த அமைப்பில் என்ன செய்கிறாங்க முதல்ல ஒரு முன்னுரையை கொடுக்குறாங்க முதல்ல என்ன செய்கிறாங்க ஒரு முன்னுரையை கொடுக்குறாங்க இந்த முன்னுரையில் எதை பற்றி படிக்க போகிறோம்னு சொன்னால் இந்த அரபு மொழியினுடைய சில முக்கியமான கலை அதாவது இந்த புத்தகத்தில் கையாளப்படக்கூடிய கலை அரபு மொழிக்கு இவ்வளோதான் கலை சொற்கள் இருக்கான்னு கேட்டால் ஒவ்வொரு துறையிலுமே என்ன செய்யும் ஒவ்வொரு விதமான கலை சொற்களை பயன்படுத்தப்படும் இந்த நகவு இலக்கணத்தில் இந்த கித்தாபில் பயன்படுத்தக்கூடிய கலை சொற்களை பட்டி மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம் பொதுவாக அரபி மொழிக்கு நிறைய கலை சொற்கள் என்ன செய்து இருக்குது நிறைய கலை சொற்கள் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கலை சொற்கள் இப்போ இது வந்து இலக்கண துறையாக இருக்கிறதுனால இந்த இலக்கண துறையில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் ஹதீஸை படிக்கிறோம் சொன்னால் ஹதீஸில் என்னென்ன சொற்கள் கையாளப்படும் அதுக்கு தனி கலை சொற்கள் படிக்கிறோம் சொன்னால் குரானில் என்னென்ன சொற்கள் கையாளப்படும் அதுக்கு தனி கலை சொற்கள் அதே மாதிரி ஒரு சொத்து விவகாரமாக ஒரு புத்தகம் படிக்கிறோம் சொன்னால் அதில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கையாளப்படும் அதுக்கு தனியான கலை சொற்கள் இப்போ நம்ம படிக்கிற கலை சொற்கள் இந்த கித்தாப்பில் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான கலை சொற்களை தான் நம்ம என்ன செய்றோம் படிக்க போறோம் இதை நல்ல மனப்பாடம் பண்ணிக்கு திரும்ப திரும்ப நம்ம அதைதான் வலியுறுத்தி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் சரி பாருங்க மிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நல்ல கவனத்தோட படித்து கொள்ளணும் அல் மாலி முதல் கலை சொல்ற அல் மாலி அல் மாலி சென்ற காலம் மாலின்னு சொன்னா என்னங்க சென்ற காலம் இப்போ சென்ற காலம்னு சொன்னால் என்ன நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும் ஒரு செயல் நடந்து முடிஞ்சு போச்சுன்னா அதற்கு பேர் சென்ற காலம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடித்தாச்சு சென்ற காலம் உறங்கினேன் உறங்கி முடித்தாச்சு சென்ற காலம் நேற்று திருமணமானது சென்ற காலம் திருமணம் நடந்தது சென்ற காலம் இல்லையா அப்போ எந்த ஒரு செயல் நடந்து முடிந்து விட்டதோ அந்த செயலை பற்றி பேசும்போது அது சென்ற காலத்திற்குள் அடங்கி விடுகிறது அப்போ நம்மை விட்டும் கடந்து சென்ற ஒவ்வொரு நொடியும் சென்ற காலமாக இருக்கிறது சரிங்களா அல் மாலி சென்ற காலம் சரிங்களா அடுத்து அல் முஸ்திலு அல் முஸ்தகபிலு அல் முஸ்தக்பிலு வருங்காலம் வருங்காலம் அதாவது இனிமேல் வரக்கூடிய காலத்தை பற்றி பேசுனா அதற்கு பேர் அல் முஸ்தகபில் என்று சொல்லப்படும் அதாவது உறங்குவேன் சாப்பிடுவேன் நாளை திருமணம் நடக்கும் இந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியதை பற்றி பேசுகிறதுக்கு பேர் என்னதுங்க முஸ்தகபில் என்று சொல்லப்படும் இதில் என்னன்னா நிகழ்காலத்தை பற்றி சொல்லலை பொதுவாகவே காலம் மூணு வகையாக இருக்க இல்லையா சென்ற காலம் வருங்காலம் நிகழ்காலம் நம்மை விட்டும் கடந்து சென்ற நாட்கள் இனி வர இருக்கின்ற நாட்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது மூணு விதமான காலங்கள் என்ன செய்திருக்கு இதில் சென்ற காலத்தை சொல்லியிருக்கிறாங்க வருங்காலத்தை சொல்லியிருக்கிறாங்க நிகழ்காலத்தை என்ன சொல்ல அப்போ நிகழ்காலத்திற்கு அல்முல்லாரி என்று சொல்லப்படும் அல் முஸ்தகில் சொன்னால் வருங்காலம் பிளஸ் நிகழ்காலம் இப்படி என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் இப்போ நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றேன் சொல்லலாம் அப்போ அந்த முஸ்தக்பிலுங்கிற வார்த்தை ரெண்டு வகைக்கும் என்ன செய்யும் பயன்படுத்தப்படும் சரி அப்போ இது என்ன செய்யணும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் அல் மாவி அப்படின்னா சென்ற காலம் சென்ற காலம்னா என்ன இந்த மாதிரி நடந்து முடிஞ்சதுக்கு பேர் சென்ற காலம் அல் முஸ்தகபில் வருங்காலம் வருங்காலம்னா என்ன இனிமேல் வர இருக்கிறத சொல்லக்கூடியது தான் வருங்காலம் அப்படிங்கிறத நீங்கள் நந்தள வச்சுக்கணும் இந்த ஈ தொலை பாருங்கள் சார் அடுத்து அல் அம்ரு அல் அம்ருவல் அல் அம்ருவல் அல் அம்ருவல் ஏவல்ன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை ஒரு நபரை செய்ய சொல்வது இப்போ வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த பாத்திரத்தை இங்கே எடுத்துகிட்டு வா அப்படின்னா அதுக்கு பேர் அம்ரு அதுக்குன்னா அப்படின்னா அதுக்கு பேர் என்னது அம்ரு ஒரு வேலையை ஒரு ஆளை செய்ய சொன்னால் அதற்கு அம்ரு என்று சொல்லப்படும் ஏவல் வினை அதாவது இந்த இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது எப்படி படிச்சுக்கணும்னு சொன்னால் அது மாவி சென்ற கால அதாவது இதில் சென்ற வினைச்சொற்கள் இங்கே இல்லை நம்ம என்ன படிப்போம்னு சொன்னால் சென்ற கால வினை சொற்களை தான் நம்ம படிப்போம் அல் முஸ்தகபில் அது மாதிரி வருங்கால வினை சொற்கள் ஏவல் வினை இந்த மாதிரி உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் இதை வைத்து கொள்ளணும் சரி அடுத்து அந்நகியூ அந்நகியூ விளக்கல் அந்நகியூ விளக்கல் அதாவது ஒரு செயலை செய்யாத அப்படின்னு சொல்லி தடுத்தம் சொன்னால் அதுக்கு பேர் நகி உதாரணத்துக்கு தண்ணியில் ரொம்ப நேரம் நிற்காத அதை சாப்பிடாத அதை எடுக்காத அங்கே நிற்காத இந்த மாதிரி ஒரு ஆளை ஒரு செயலை செய்யாதன்னு சொல்லி தடுத்தோம்னா அதுக்கு பேர் நகி ஒரு செயலை செய்யின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு பேர் அம்று ஏவல் விளக்கல் என்று தமிழிலே நமக்கு சொல்லப்படும் சரி அடுத்து அல்வாகூ ஒருமை அல்வாகூ ஒருமை ஒருமைன்னு சொன்னால் ஒரு நபரை குறித்து நம்ம பேசுகிறோம் சொன்னால் அதற்கு பேர் ஒருமைன்னு சொல்லப்படும் அவன் ஒருவன் வந்தான் அல்லது அவன் வந்தான் அப்படின் சொன்னாலே அவன் சொன்னாலே என்னது தான் ஒருமை தான் அவள் சொன்னாலே ஒருமை தான் இல்லையா அப்போ அல்வாஹெது அப்படின்னு சொன்னால் ஒருமை அத்தஸ்ணிய தூ இருமை அத்தஸ்னிய ரெண்டு பேரை பற்றி பேசுகிறோம் அந்த ரெண்டு பேரும் தான் வந்து இதை எடுத்துகிட்டு போயிருப்பாக நான் நினைக்கிறேன் அப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா இதுக்கு பேர் என்னது இருமை இரண்டு நபர்களை குறித்தோ இரண்டு பொருட்களை குறித்தோ அல்லது இரண்டு விலங்குகளை குறித்தோ எப்படியோ ரெண்டை பற்றி பேசுனா அதுக்கு பேர் அத்தஸ்ணிய என்று சொல்லப்படும் அல் ஜம் பன்மை அல் ஜம் ஊ பல நபர்கள் மூணுக்கு மேலே வந்துவிட்டாலே என்னதுதான் பல நபர்கள் தான் மூணு பேர் வந்தாலும் பல தான் அந்த மூன்று பேர் தான் வந்துட்டு போனாங்க அந்த நாலு பேர் தான் இதை செஞ்சுருக்கணும் இந்த அஞ்சு பேர் தான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஆகி போச்சு நம்ம சொல்கிற இதுக்கு பேர் என்னது அல் ஜம் ஓ பண்மை பல நபர்களை குறித்து சரி அடுத்து அல் ஹா மறைவானவரை குறிப்பது அல் ஹாய்பு மறைவானவரை குறிப்பது அல் ஹாய் மறைவானவரை குறிப்பது இதெல்லாம் நல்லா என்ன செஞ்சுக்கணும் மனப்பாடம் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது கலை நம்ம படிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அல் ஹாய் மறைவானவரை குறிப்பது மறைவானவரை குறிப்பதுன்னு சொன்னால் ஒரு நபரை பற்றி பேசுகிறோம் அந்த நபர் நம்ம முன்னாடி இல்லை நம்ம முன்னாடி இன்னில் இல்லை அவர் எங்கேயோ ஒரு தூரத்தில் ஒரு இடத்துல இருக்காருன்னு சொன்னால் மறைவான குறைத்தையும் நம்ம பேசுகிறது உதாரணத்துக்கு சொன்னால் அவன் அதை செஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை மறைவானவரை பற்றியும் பேசக்கூடிய வார்த்தை பட அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லாதவரை பற்றி பேசணும் போனால் மறைவானவர்களை குறித்து நம்ம பேசுகிறதுன்னு சொல்லுவோமா இல்லையா அது மாதிரி நீன்னு சொன்னால் நம்ம எதிரில் உள்ளவரை பற்றி நம்ம பேசுவோம் அப்போ அல் ஹாயிபுன்னு சொன்னால் மறைவானவரை குறிப்பது அந்த இரண்டு நபர்கள் அந்த இடத்திற்கு சென்று அந்த பொருளை வாங்கினார்கள் இதில் மூணுமே மறைவாகத்தான் இருக்கு அந்த நபர்கள் அந்த இடம் அந்த பொருள் இந்த மூணுமே நம்ம கண்ணு கிணசில தென்படலை அப்போ எங்கேயோ இருக்கிறாங்க நம்ம முன்னாடி இல்லை நம்மளை விட்டும் மறைந்து இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு தெளிவாக விளக்குகிறது அப்படி மறைவானவரை பற்றி பேசுனா அதற்கு பெரு காய்பு என்று சொல்லப்படும் உதாரணத்துக்கு அவன் செய்தான் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அவன் என்பது மறைவான மறைவாக இருக்கின்றான் சரிங்களா அடுத்து அல் ஹால் எதிரில் உள்ளவரை கூறிப்பது அல் ஹால்இ எதிரில் உள்ளவரை குறிப்பது முன்னிலைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது நீ செஞ்ச நீ வந்த நீ போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா இல்லையா நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு ஆழப்பத்தியோ ஒரு ஆள்கிட்டயோ நம்ம பேசுனா அதுக்கு பேர் ஹாதிரி மறைவில் உள்ள ஒரு ஆழப்பத்தியோ ஒரு நபரை பற்றியோ நம்ம பேசுனா அதுக்கு பேர் ஹா என்று சொல்லப்படும் சரி அடுத்து அல் முத்தக்கல்லிமு அல் முத்தக்கல்லிமு தன்னை குறிப்பது தன்மைன்னு போட்டிருக்காங்க தன்னை குறிப்பது அதாவது நான் செய்வேன் நாங்கள் செய்வோம் நான் வருவேன் நாங்கள் வருவோம் சொல்லி தன்னை பற்றி பேசுனா அதுக்கு பேர் முத்தக்கல்லி அப்போது மறைவாறு பிறவர் பற்றி பேசுனா அதுக்கு பேர் வாயிப்பு எதிரியுள்ளவர் இருக்கிறத பற்றி பேசினா அதுக்கு பேர் ஹாதிரு தன்னை பற்றி பேசுனா அதுக்கு பேர் அல்முத்த கல்லி மு என்று சொல்லப்படும் சரித்து அல்மு ஜக்கூ அல்முண் பால் அல்மு ஜக்கரு ஆண் பால் ஆண் பால்னு சொன்னால் ஒரு செயலை ஒரு ஆண் செய்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை குறித்து பேசுனா ஆண் உதாரணத்துக்கு அவன் சாப்பிட்டான் இப்போ இந்த அவன் சாப்பிட்டான் என்கின்ற இந்த சொல் என்ன சொல்லுங்க ஆண் பாலான சொல் ஒரு ஆண் பாலினத்தை சேர்ந்த ஒருவன் செய்திருக்கின்றான் என்பதை நமக்கு விளக்கும் அதுதான் ஆண் பால் என்று சொல்லப்படுது ஆண் ஆணை பற்றி பேசினால் அதற்கு பேரு அல் என்று சொல்லப்படும் அதே நேரத்தில் ஒரு பெண் செய்த ஒரு செயலை குறித்து பேசினா அதற்கு பேர் என்ன சொல்லப்படும் அல்மு அன்னசூ அல்மு அன்னசூ பெண்பால் அவள் ஒரு நகையை வாங்கினாள் இப்போ இது என்ன வினை சொல்லுங்க அப்படின்னு இது என்னதுங்க அல்மு அன்னசூ பெண்பாலான ஒரு வினைச்சொல் பெண் செய்த ஒரு செயலை குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது அப்போது ஒரு ஆண் செஞ்சதை பேசினா பேர் அல்மு ஒரு பெண்ணை பற்றி பேசினால் அதற்கு அல் மு அன்னு சொல்லப்படும் சரி பாருங்க அடுத்து அல் செய்தவர் அறியப்பட்டது செயல்வினை இருக்கு செய்தவர் அறியப்பட்டது செயல்வினை அதாவது ஒரு செயல் நடந்திருக்கு அந்த செயலை யாரு செஞ்சாங்கன்னு நமக்கு தெரிஞ்சா அதற்கு பேர் அல்மாரோ ஃபு என்று சொல்லப்படும் உதாரணத்துக்கு ஃபாத்திமா வந்து மதரசா கதவை திறந்தால் இப்போ கதவு திறந்து பட்டிருக்கக்கூடிய செயல் நமக்கு நடந்திருக்கு இந்த கதவை யார் திறந்தாங்க அப்படிங்கிறதும் அறியப்பட்டிருக்கு அதாவது ஒரு செயலை செய்த நபர் அறியப்பட்டால் அதற்கு பேர் அல்மாரோ என்று சொல்லப்படும் ஒரு செயலை ஒரு ந நபர் செஞ்சிருக்காருன்னு சொன்னால் அந்த நபர் யாரு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் மாறூஃப் என்று சொல்லப்படும் சரியா அது அல் மஜுஹூலு செய்தவர் அறியப்படாதது செயல்பாட்டு வினைன்னு போட்டிருக்காங்க அல் மஜுஹூலு செய்தவர் அறியப்படாதது அதாவது ஒரு செயல் நடந்துருக்கும் அந்த செயலை யாரு செஞ்சாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஏழு மணிக்கு வாரம் மதரசாவுக்கு வாரம் இப்படி வரும்போது கதவு திறந்திருக்கு கதவு திறந்திருக்கு உள்ள யாரும் இருப்பாங்கன்னு வந்து நம்ம பார்க்குறோம் உள்ள யாரும் இல்லை இப்போ இந்த கதவை திறந்தது யாரு நமக்கு நினைச்சல தெரியல ஆனால் கதவு திறந்திருக்கிற செயல் நடந்திருக்கு அந்த கதவை யார் திறந்தாங்கன்னு நினைச்சல நமக்கு தெரியப்படலை அப்படி இருந்தால் அதுக்கு பேர் அல் மஜுஹூல் அப்படின்னு சொல்லப்படும் புரியுதா ஒரு செயல் செய்து அந்த செயலை செய்தவர் நமக்கு தெரிந்தால் அதற்கு பேரு மாறுஃப் ஒரு செயல் நடந்து அந்த செயலை செய்தவர் நமக்கு தெரியவில்லை என்றால் பேரு மஜ்மூல் என்று சொல்லப்படும் சரி பாருங்க அடுத்து அல் முஸ்பூ அல் முஸ்பத்து செயல் நடந்தது அல் முஸ்்பத்து செயல் நடந்தது உபாட்டு வினை அல் முஸ்பூ செயல் நடந்தது அதாவது ஒரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் நம்ம கேட்குறோம் அன்னைக்கு வந்து இதை உடைச்சது நீதானே இதை உடைச்சது நீ தானே அப்படின்னு கேட்குறோம் ஆமாம் உடைச்சேன் இப்போது உடச்சுங்கிற செயல் என்ன செஞ்சுருக்கு அங்கே அந்த செயலோடு ஒருத்தரு உடன்பட்டிருப்பார் அதுக்கு பிறகு தானே அது அல் முஸ்பத்து செயல் நடந்தது என்று சொல்லப்படும் அதே மாதிரி அல் மன்ஃபியூ செயல் நடக்காதது மறுக்கப்பட்டது எதிர்மறை வினை ஒரு செயல் என்ன செஞ்சுருக்காது நடந்திருக்காது உதாரணத்துக்கு ஒரு ஆளு பேசிட்டு இருப்போம் நீதானப்பா நீதை செஞ்ச அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்போ அவர் நான் செய்யலை அப்படின் சொன்னால் அங்கே செயல் நடக்காமல் இருந்தது மட்டும் இல்லாமல் நான் செய்யலை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மறுப்பும் என்ன செய்தே தெரிவிக்கப்படுது அப்போ அல் முஸ் பத்துன்னு செயல் நடந்தது அல் மன்ஃபின்னு சொன்னால் செயல் நடக்காதது சரி அடுத்து பாருங்கள் அத்தக்கீது உறுதிப்படுத்துதல் அத்த கீது உதாரணத்துக்கு கீழே ஒரு பேனா கடக்கு முப்படி பேனா கடக்கு இது யார் பேனா அப்படின்னு நான் கேட்குறேன் இது ஃபாத்திமா பேனா இது உண்மையில் ஃபாத்திமா பேனாதானா அப்படின்னு ஒன்று ஒரு ஆள் ஆமாம் இது உண்மையிலேயே ஃபாத்திமாவனுடைய பேனாதான் அப்படின்னு சொல்லி உறுதியாக நம்மள்கிட்ட சொல்கிறதுக்கு பேர் உறுதிப்படுத்தப்பட்டது உறுதிப்படுத்துதல் ஒரு நபர் வந்து நம்மள்கிட்ட சொல்லி உறுதிப்படுத்தி வாங்கிறது இப்போதான் ஏதாவது காணா போச்சு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொன்னால் உறுதிப்படுத்துறதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம் நம்ம உறுதிப்படுத்துவோம் இல்லையா இது இப்படி தான் இந்த அடையாளம் இதில் இருக்குது பாருங்கள் இது எனக்குள்ளது தான் இப்படி இப்படி இதில் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம அதனும் உறுதிப்படுத்துகிறோம் அதுக்கு பேர் என்னது அத்தாக்கிது ஒரு செயலை ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் உறுதிப்படுத்துனா அதுக்கு பேர் அத்தாக்கியுது என்று சொல்லப்படும் சரிங்களா அடுத்து அல்மு அக்கூ அக்கூதிப்படுத்தப்பட்டது இதுக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு அத்த கீதுன்னு சொன்னா நம்ம உறுதிப்படுத்துறது அல்மு அக்கதுன்னு சொன்னா யாருக்கு முன்னே உறுதியப்படுத்தப்பட்டிருக்கும் போதாது தியாமத்தினால் வரும் உறுதிப்படுத்தப்பட்டது மரணம் வரும் உறுதிப்படுத்தப்பட்டது கபர்ல கேள்வி கணக்கு இருக்கு உறுதிப்படுத்தப்பட்டது யாருக்கு முன்னே அந்த எல்லாத்தையுமே என்ன சொன்னான் உறுதிப்படுத்தி வச்சுட்டான் அப்படி உறுதிப்படுத்தப்பட்டுருன்னு சொன்னால் அதுக்கு பேர் அல் முக் அல் நம்ம ஒன்ன உறுதிப்படுத்துகிறோம் சொன்னால் அதுக்கு பேர் அது தைக்கிது சொல்லப்படும் சரி அடுத்து அசீகத்து அசீகத்து இதுக்கு வந்து நீங்கள் என்ன வணங்கி வச்சுக்கோன்னு சொன்னால் வடிவம் அப்படின்ட்டு வச்சிக்கலாம் அசீகத்துக்கு வடிவம் வேண்டாம் அமைப்புன்னு சொல்லி வச்சுக்கோ அசீகத்துக்கு என்ன வச்சுக்கலாம் அமைப்பு அதாவது ஒரு வினை சொல்லோ ஒரு பெயர் சொல்லோ எதையெல்லாம் கொண்டு அமைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பிறகு தான் என்ன செய்வாங்க ஸ்ரீகான்னு சொல்லுவாங்க நம்ம பின்னாடி போக போக என்ன செய்வோம் இதை படிப்போம் சரிங்களா அடுத்து அல் இஸ் மு பெயர் சொல் அல் இஸ் மு பெயர் சொல் அதாவது ஒரு பொருளினுடைய பேர் வெறுமன பேர் சொல்ன்னு சொன்னால் அது தனித்து அர்த்தம் என்ன செய்வோம் கொடுக்கும் புதாரணத்துக்கு இதாக இருக்குது பேனா தனித்து அர்த்தம் கொடுக்கும் புத்தகம் தனித்து அர்த்தம் கொடுக்கும் செல்ஃபோன் தனித்து அர்த்தம் கொடுக்கும் பள்ளிவாசல் தனித்து அர்த்தம் கொடுக்கும் அப்போது அல் இஸ்மு அப்படின்னு சொன்னால் பெயர் சொல் அல் ஃபியாலுன்னு சொன்னால் வினைச்சொல் அல் ஃபியாலுன்னு சொன்னால் வினைச்சொல் வினைச்சொல்னு சொன்னால் ஒரு செயலை குறித்து பேசுவது செய்தான் இது வினைச்சொல் வருவான் இது வினை சொல் உடைத்தான் இது வினைச்சொல் உடைப்பான் வினைச்சொல் உடை வினை சொல் வினைச்சொல் இது எல்லாம் வினைச்சொல் வினைச்சொல்னு சொன்னால் ஒரு செயலை குறித்து பேசக்கூடியது இஸ்முன்னு சொன்னால் ஒரு ஒரு பொருளை குறித்து ஒரு பொருளுக்குள்ள பேரை மட்டும் சொல்றதுக்கு பெரு இஸ்முன்றும் ஒரு வினைச்சொல்னு சொன்னால் ஒரு செயலை குறித்து பேசுறதுக்கு பெரு ஃபியல் சொல்லப்படும் அடுத்து அல் ஹர்ஃபு இணைச்சொல் எழுத்து அல் ஹர்ஃபு இணைச்சொல் எழுத்து அதாவது இந்த ஃபியலையும் அதாவது இந்த பெயர் சொல்லையும் இந்த வினை சொல்லையும் இணைக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கு ஹர்ஃப் என்று சொல்லப்படும் இணைச்சொல் எழுத்து உதாரணத்துக்கு ஷாகுல் வந்து அமர்ந்து இதை சாப்பிட்டான் இந்த இடத்துல ஏதாவது ஒரு என்ன செய்யும் ஒரு ஹர்ப் என்று இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்க அந்த உதாரணம் சரியில்லை இதை கவனிச்சு பாருங்கள் நான் வந்தேன் இன்னும் சாப்பிட்டேன் அப்போது இந்த இந்த இடத்துல இன்னும் என்பது ஒரு ஹர்பாக என்ன செய்யப்படுது கருதப்படுது அதாவது இந்த ஃபே இந்த பெயர் இந்த வினை இணைத்து வைக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கு என்ன செய்யப்படும் ஹர்புன்னு சொல்லப்போ நம்ம பின்னாடி போக போக படிப்போம் சரி இப்போது இதன் தொடர் ஆறாம் பக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம படிக்கிறது எத்தனாம் பக்கம் ஏழாம் பக்கம் இதனுடைய தொடர் இந்த பாலத்தினுடைய ஒரு தொடர் எங்களுக்கு ஆறாம் பக்கத்தில் இருக்கு பாருங்க சரியா இதில் அப்படின்னு சொன்னா செயல் யாரிடம் இருந்து பிறகுமோ அவரை குறிக்கும் சொல் முதல சும்மா பின்னாடி அடுத்து இஸ்முல் செயல் எருளின் மீது நிகழுமோ அப்பொருளை குறிக்கும் சொல் இதையும் வழங்கி வச்சுக்கோங்க இஸ்முல்லர்ஃப் அல் மக்கான் உஸ் ஜமான் என்ன செயல் நிகழும் இடத்தை மற்றும் காலத்தை குறிக்கும் சொல் இதையும் அப்படி வழங்கி வச்சுக்க அடுத்து இஸ்மு ஆலச்சு செயல் நிகழ துணை நிற்கும் சாதனத்தை குறிக்கும் சொல் இதையும் அப்படி வழங்கி வச்சுக்கோங்க அடுத்து இஸ்முதில் குறிப்பிட்ட விஷயத்தில் மற்றவரை விட மேலதிகமாக இருப்பவரை குறிக்கும் சொல் இதையும் அப்படியே விளங்கி வச்சுக்கோங்க அல் மஸ்தரு வினை மற்றும் அவை தொடர்பான பெயர் பிறப்பிடம் சரியா இதை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் பாருங்கள் இஸ்மு ஃபாயில் செயல் யாரிடம் இருந்து அவரை குறித்து பேசுகிறதா இருந்தால் அவருக்கு பேர் இஸ்மு ஃபாயில் உதாரணத்துக்கு நான் ஆயுஷாவை அடித்தேன் நல்லா கவனிச்சுக்கணும் ஆயிஷாவை அடித்தேன் இப்போ அடித்தல் என்கின்ற ஒரு செயல் என்னிடம் பிறக்கிறது அப்ப இந்த இடத்துல நான் என்பது இஸ்மு ஃபாயில் செயல் என்கிட்ட பிறக்குது அப்ப நான் யாரு இஸ்முல் யாரின் மீது நிகழுதோ அவங்க யாரு இஸ்முல் ஆயிஷாவை அடித்தேன் அப்போ அடித்தல் என்கின்ற ஒரு செயல் என்னிடம் இருந்து பிறந்து ஆயுஷாவின் மீது கடந்து முடிந்து விட்டது அப்போ ஆயுஷா யாரு மஃபோல் அதே மாதிரி நான் எழுதினேன் எழுதினேன் என்கின்ற ஒரு செயல் என்னிடத்தில் இருந்து பிறந்து அது ஒரு புத்தகத்தின் மீதோ ஒரு நோட்டின் மீதோ சென்று முடிகிறது இல்லையா அது மாதிரி நான் கல்லை விட்டு எறிந்தேன் எந்த ஒரு செயலாக நம்ம செய்யும் போதும் நம்மள்கிட்ட இருந்து பிறந்து நம்மள்ட அந்த செயல் தொடங்கி வேறு ஒன்றில் போய் முடித்தும் சொன்னால் அதுக்கு பேர் இஸ்மு ஃபாயில் இஸ்மு மஃபோல் என்று சொல்லுவாங்க முதல்ல சொன்னதை நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் செயல் என்ட்ட இருந்து தொடங்குது அப்போ நான் யார் இஸ்மு ஃபாயில் யார் மீது நிகழதோ அவங்க யார் இஸ்மு மஃபோல் சரியா அடுத்து இஸ்மு லர்ஃப் அல் மக்கான் ஒஸ் ஜமான் இஸ்முல் அருஃப்னு சொன்னால் செயல் நிகழும் இடத்தை மற்றும் காலத்தை குறிக்கும் சொல் அதாவது மக்கான் இடம் ஜமான் அப்படின்னா காலம் இதுக்கா மக்கான் இது மக்கான்னு சொன்னால் இடம் ஓ ஜமானு காலம் உதாரணத்துக்கு பாருங்கள் நேற்று நான் மதரசாவில் வைத்து ஏழு மணிக்கு ஆயிஷாவை அடித்தேன் இப்போ மதரசா என்கின்ற ஒரு இடம் வந்துருச்சு அப்படி இடத்தை பற்றி பெறும்போது அதுக்கு பேரு மக்கான் ஏழு மணி என்கின்ற நேரம் அப்படி நேரத்தை பற்றி பேசும்போது அதுக்கு பேரு ஜமான் நான் அப்படிங்கும்போது ஏண்ட செயல் பிறக்குது இஸ்மு ஃபாயில் ஆயுஷாரு இஸ்மு மஃபோல் அப்படி வாங்கினவங்க ஆயுஷா அப்போ அது இஸ்மு மஃபுல் அப்போ ஒரு செயல் நடப்பதற்கான இடத்தையும் மற்றும் காலத்தையும் குறிக்கும் சொல்லுக்கு பேர் என்னங்க இஸ்முல் லர்ஃபுன்னு பொதுவாக சொல்லுவாங்க காலத்தை மட்டும் பேசுகிறதா இஸ்மு ஜமான் என்றும் இடத்தை மட்டும் பேசுகிறதா இஸ்மு மகான் என்றும் சொல்லப்படும் இந்த இஸ்மு மகானும் இஸ்முல் ஜமானுக்கும் பொதுவான பேர் இஸ்முல் லர்ஃபு இஸ்மு லர்ஃபு என்று சொல்லப்படும் அடுத்து பாருங்கள் இஸ்மு ஆலத் செயல் நிகழ துணை நிற்கும் சாதனத்தை குறிக்கும் சொல் ஒரு செயல் நடக்கு அப்படின்னா அந்த செயலை செய்யறதுக்கு ஒரு சாதனம் ஒரு பொருள் நமக்கு என்ன செய்யும் துணையாக இருக்கும் அப்படி துணையாக இருக்கக்கூடிய ஒன்றை குறித்து சொல்லக்கூடியதற்கு இஸ்னோ ஆழத்துன்னு சொல்லப்படும் உதாரணத்துக்கு பாருங்க நான் ஆயிஷாவை கம்பை கொண்டு அடித்தேன் கம்பை கொண்டு அடித்தேன் இப்போ இந்த கம்புங்கிறது என்னது ஆழத்து அடிக்கிறதுக்கு உதவியா எது இருந்துச்சு கம்பு இருந்துச்சு அதே மாதிரி நான் ஆயுஷாவுக்கு உணவு கொடுத்து உதவினேன் இப்ப எனக்கு உதவுறதுக்கு எந்த பொருள் காரணமா இருந்துச்சு உணவு அப்போ உணவு என்பது இஸ்மு கம்பு என்பது இஸ்மு நான் ஆயிஷாவிற்கு பணம் கொடுத்து உதவினேன் பணம் கொடுத்து உதவினேன் அப்ப எனக்கு உதவுறதுக்கு சாதனம் துணையாக இருந்த சாதனம் எது பணம் அப்ப இது என்னது இஸ்மு இப்படி எல்லாத்துக்குமே என்ன செய்யும் ஒரு இஸ்மு இருக்கும் அடுத்து இஸ்மு தஃ குறிப்பிட்ட விஷயத்தில் இன்னொருத்தவங்களை விட இன்னொருத்தவங்க மேலதிகமாக இருப்பாங்க அவங்கள பற்றி பேசுறதுன்னா அதுக்கு பேர் இஸ்முத் அஃப்லின்னு சொல்லப்படும் புதாரணத்துக்கு பாருங்கள் ஆயுஷாவை விட ஃபாத்திமா ரொம்ப திறமசாலி அப்போ இந்த இடத்துல ஃபாத்திமான்ங்கிறது இஸ்முத் அஃப்லாம் மாறிடுறாங்க இவங்களை விட இவங்க ரொம்ப திறமசாலியாக இருக்கிறாங்க ஆயுஷா விட ஃபாத்திமா ரொம்ப கோவக்காரி அப்படின்னு எதாவது அவனு இல்லையா இப்படி சொல்லும் போது அவங்க இஸ்முத் தஃ அதுக்கு பேர் சொல்லப்படும் அல் மஸ்தர்ன்னு சொன்னால் வினை சொற்கள் மற்றும் அவை தொடர்பான பெயர் பிறப்பிடம் அதாவது ஒரு வினைச்சொல் எங்கேருந்து பிறக்குது ஒரு பெயர் சொல் எங்கேருந்து பிறக்குது அது தொடர்பாக என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்படுதோ அதுக்கு பேர் அல் மஸ்தர்ன்னு சொல்லப்படும் அப்போ முதல்ல இந்த முக்கத்திமாவில் இருக்கக்கூடிய இந்த முஸலஹாத் இதை நல்ல மனப்பாடம் பண்ணணும் இதையும் சேர்த்து நை மனப்பாடம் பண்ணணும் இது இல்லாமல் நம்ம படிக்கக்கூடிய பத்து பாடத்தை நம்மளால் படிக்கவே முடியாது அதனால் இதை நல்ல முறையில் மனப்பாடம் தயவுசெய்து செய்து கொள்ளணும் மனப்பாடம் இதை பண்ணலை அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் ஒன்றுமே நமக்கு புரியாமல் போயிடும் அதனால் இதை எந்த அளவுக்கு உங்களால் மனப்பாடம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப தெளிவான முறையில் மனநம் செய்து கொள்ளுங்கள் மனநம் செய்ததை ஒரு எழுதி பாருங்கள் ஒரு வாட்டின்னு எழுதி பாருங்கள் அடிக்கடி அடிக்கடி அதை உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக பலனுள்ளதாக இருக்குங்கிற விஷயத்தை நாங்கள் நம்புகிறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு பாடத்தில் சந்தேகம் வந்ததுன்னு சொன்னால் நமது மதரசா ஆன்லைனில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொண்ணூறு இருபத்தஞ்சி தொண்ணூத்தாறு இருபத்தொன்னு ஐம்பத்தி நம்பர் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் எழுத்து வடிவிலோ குரல் வடிவிலோ நீங்கள் பதிவு செய்யலாம் உங்களுக்கு அதற்கான விளக்கமும் அதற்கான பதிலும் நிச்சயமாக சொல்லப்படும் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்ஷா அல்லா நாளைக்கு இது தொடர்பான அனைத்து பாடங்களையும் நம்ம படிப்போம் இதை நல்ல தரமான முறையில் மனநம் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லமீன் வாழக்கூடிய காலங்களில் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையாக்குவானாக